யாருக்கும் சொல்வதில்லை புத்தகம் உடைய மயிலிறாக புத்தியில் மறைபாள் தெரிவதில்லை நெஞ்சே செல்லாயோ அவனோடுதானே பெருமாடு காதல் கடிதம் தேட்டவேளம் கொண்டு வார்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் சுமந்திடு பாதமும் பூமியும் காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் தன் கூறல் மட்டும் கேட்டிருந்தேன் சிரித்தா இசை அறிந்தே நடந்தாதி அறிந்தேன் காதல் சை தொடு தொடு காதல் சடுகுடுகு கண்ணை தொடு தொடு அலை சிற்ற கரை வந்து வந்து போகும் மலை ஓால காதல் பிசு காதல் பிசு காதலி தனி பேருந்தோட